والسلام سيدنا அலாமதல்ல மஹர்பில أعود بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وعلموا أن الله مع المتقين صدق الله وليلظيم أقال أيضا إن الله مع الصابرين صدق, صدق الله وليلظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين قال نبينا وسيدنا وربنا مرشدنا محمد صلى الله عليه وسلم ان الله لا ينظر الى صوركم واموالكم ولاكن ينظر الى قلوبكم واعمالكم فواهم مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم ரப்பீ ஷஹ்லீத் தத்ரி வய்ஸ்லீ அம்ரி வஹ்லுல் அகுத் தமில் லிஸானி யஃதஹ்ன் கௌலீ ஆதீனா பில்லாஹி ரப்ப அபில் இஸ்லாமி தீனா பிமுகம்மதின ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யா வரசூலா அஸ்ஸலாது வஸ்ஸலாம் அலைக யா ரஸூலல்லாஹி ஃதவி யதீ கல் தஹிலத் தீ அத்ரிப்னீ ய முராதி யா ரஸூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ய ஷஃபீஇல் முத்ரிபின் யா ரஸூல ரப்பில ஆலமீன் اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد تب الكلوب دوايها وعافيت العبدان وشفايهها ونور الابصار ودييها وعلى اله وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد عدد كمال الله وكما عندك بكماله எல்லா பகலும் ஒருத்தாகட்டு அவனுடைய அவர்கள் மீதும் அண்ணவர்களை அடிக்க வராமல் பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாபியான்கள் நல்லவர்கள் நல்ல நம்மை ஈண்டெடுத்த தாய் தந்தையின் மீதும் நமக்கு கல்வியை போதித்த நம்முடைய ஆப்பான்மானவர்கள் மீதும் இங்கு கொழும்பிருக்கும் நம் அனைவின் மீதும் இனி இந்த ஜுமா பிரசங்கத்திற்கு வர இருக்கின்ற நம் அனைவரின் மீதும் சமாதானும் இன்னென்றும் தங்க தடையின்றி நின்று நிலவட்டுமாக அல்லாவின் அருளும் அவனின் கருணையும் கிருபையும் நம் அனைவின் மீது வந்து சேரட்டுமாக அவனுடைய வற்றாக கருணையினால் நம் அனைவர்களுடைய பிழைகளையும் மன்னித்தருவமாக யார் யாரெல்லாம் நோயினாலும் கடனாலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு இந்த ஜுமா தினத்தின் பொருட்டால் நிரந்தரமான ஒரு வாழ்க்கையும் பரிபூர்ணமான சிவாவையும் அவருடைய வியாபாரத்தில் பரக்க செய்திருவாராக மேலும் நம் அனைவர்களுடைய எல்லா நாட்டங்களையும் திட்டங்களையும் நிறைவேற்றித் தந்துருவாராக ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு தலையங்கம் அதன் அடிப்படையில் இந்த வாரத்தினுடைய தலையங்கம் நல்லவர்களின் அடையாளம் நல்லவர்களுடைய வாழ்க்கை அவருடைய அடையாளங்களின் நம்முடைய இப்படி எண்ணற்ற அடையாளங்களை எல்லாம் நாம் வைத்துக் கொண்டே உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உறுதிப்படுத்தினோம் என்று சொன்னால் தான் நம்முடைய அடையாளத்தோடு நாம் வாழ முடியும் அல்லாஹன் திருமையை சொல்லிக்காட்டுவான் உங்களுக்கு உங்களை ஒருவர் உங்களை குடும்பம் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு அடையாளம் இருக்கின்றது ஒரு அடையாளம் ஒரு அடையாளம் உண்டு எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றியெல்லாம் வாங்களை தயார்தான் உலகத்தில் அழகாக வாங்க முடியும் அழகாக வாழ முடியும் ஒருமுறை பெருமானும் என்று பெருமானார் கேட்டல் கேட்கின்றார்கள் நீ அல் மூமினூ ஹக்கனந்தும் நீங்களெல்லாம் உண்மையான முமின்களா இந்த பெர்மாநா ர சொல்லல்லாஹு அலைஹி வ ஸலாம் சஹாபாக்கள் கேட்டது கேட்கின்றபொழுது சஹாபாக்கள் அனிவருதும் பெர்மாநா ர சொல்லல்லாஹு அலைஹி வ ஸலாம்வக்கு பதில சொல்லவே அமீதியாக நின்று விட்டார்கள் கடைசியில் உமர் ரதியல்லாஹு தஆலா அவர்களை எழுந்து திருக்கின்றார்கள் நான் யா ரஸூல்லா நாங்கள் எல்லாரும் உண்மையான முமின்கள்தான் என்று உமர் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் பெர்மாநா ர சொல்லல்லாஹு அலைஹி வ ஸலாம் கேட்டின்பொழுது சொல்லிவிட்டு உமர் ரதியல்லாஹு தஆலா கேட்டார்கள் நாங்கள் உண்மையான இருக்கின்றோம் என்று அவர்கள் பெருமானார் சொல்கின்றார்கள் பெருமானார் என்றும் உங்களுடைய நாங்கள் செலுத்துவெல்லாம் இருக்கின்றோம் என்று சொல்லினார்கள் ஏற்படக்கூடிய மீதும் நாங்கள் அந்த விதியின் அடிப்படை நாங்கள் பொருந்திக் கொள்கின்றோம் என்று சொல்லிக்காட்டுகின்றனர் அப்படி ஆனால் பெருமாநாடு கேட்கின்றார்கள் பெ அடையாளத்தை நீங்கள் என்ன தயார் வைத்திருக்கின்றது என்று கேட்கின்ற பொழுதும் கூட எல்லா சகாபாக்களும் சொன்னார்கள் இரவனுடைய பொருத்தையும் அவனுடைய பொறுமையை கொண்ட வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று தகாபாக்கள் அனைவரும் சொல்லிக்காட்டினார்கள் இந்த வரலாற்று காரணம் பெருமானார் தண்ணிகுறித்து அல்லாஹ் இப்படி சொல்லவேண்டாம் என்பதைப் பற்றி அல்லாஹ் تعالی திருமையில் சொல்லி காட்டுவான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பற்றி அல்லாஹ் ஹுவ تعالی என்னை குறித்து அடியாமாக தான் சொல்லவேண்டாம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரيةபடிகின்றார்கள் அல்லாஹ் تعالی திருமையில் சொல்லி காட்டுவான் அல்லவா சுப்ஹானல்லذي அஸ்ர பை அபadihi தண்விய அடிமீயை கொண்டு தண்விய அடிமீயே மீராஜ் கஅலுசிந்துதா அதான் அல்லாஹ் تعالی திருமையில் கூறி காட்டிக் பூரி காட்டுகின்றார் சொல்லப்படுகின்ற <Sessly> <Sessly> <Sessly> தன்னை பெருமைப்படுத்தி கொள்ள மாட்டார்கள் பெருமைப்படுத்தி பேச மாட்டார்கள் என்று ஆசைப்படுவார்கள் நல்லவர்கள் நல்லா இதைத்தான் பெருமான தொழில் உண்மையான விசுவாசியாக நாம் இருக்கின்றோமா என்று பார்ப்போம் என்று சொன்னால் கேள்விக்குரியாகத்தான் இருக்கின்றது தடுத்து இருக்கின்றன அதை எதையெல்லாம் நாம் செய்வதற்கு தான் முன்படுகின்றோம் தவிர அதை செய்யாமல் நிற்பதற்கு நாம் நல்லவர்களோடு சேர்ந்து தோல்மையை சொல்வார்கள் வருடத்தில் அந்த ஒவ்வொரு நாட்களும் தன்னுடைய குடும்பத்தை எவ்வாறு ஆக்கிக் என்று பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு இரவையும் ஒரு இரவை பங்கிடுவார்கள் ஒரு இரவை மூன்றாக பங்கிட்டு அதில் எல்லா நபர்களும் தன்னுடைய குடும்பத்தினர்களை மூன்று முறையாக மூன்று இரவாக பங்கிட்டு அந்த மூன்று இரவர்களிலும் இபாரத்தை செய்யக்கூடியவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள் தன்னுடைய குடும்பத்தை முதலாவது சில தன்னுடைய குடும்பத்தை ஆக்கினார்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் இறைவனை செய்யக்கூடியவர்களாக இன்றைய கால சூழ்நிலையில் நம்முடைய வீடு எவ்வாறு இருக்கின்றது நம்முடைய அவர்களுடைய சிறப்பை பற்றி கூறுவதன் மூலமாக அதிகமாக திக்கர் மஜி சொ நாம் நம்முடைய வீட் ஆணாக்க வேண்டும் என்று சொல்லித் தருவார்கள் அப்படி எல்லாம் செய்யாமல் இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வீடு எவ்வாறு இருக்கும் நம்முடைய இதயம் அதாவது குரானை விட்டாலோ அந்த வெள்ள துணி எவ்வாறு என்பதை போன்று அதை போன்று நம்முடைய வீடும் பாலடைந்த வீடாக மாறும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இன்றைய காலச்சூரில் அதிகமாக வீடுகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் தொலைக்காட்சியில் தான் அதிகமாக ஈடுபட்டு அவருடைய குடும்பத்தை எவ்வாறு அதிகமாக செய்யக்கூடியவர்களாக திருமண நல்லவர்களுக்கான அடையாளத்தை பற்றி இதனுடைய கருத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மடையர்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கு விலகிவிடுவார்கள் இன்றைய காலத்தின் இவரிடத்தில் நாம் மிதந்தா வாதம் பண்ண வேண்டும் இவர்களிடத்தில் கூட அவர்களுடைய அடையாளங்களை எப்படி ஆக்கிக் கொள்வார்கள் அவர்கள் விளைவி தின்று விடுவார்கள் வாதம் பண்ண மாட்டில் நல்லவர்கள் அலிரதியில் ஒருவன் வந்து நாற்பது கேள்விகளை கேட்கின்றான் அழிரதியில் நாற்பது கேள்வி ஒருவன் கேட்கின்றனர் அலிரதியும் தெரியவில்லை என்றுதான் பதில் சொன்னார்கள் முப்பத்தி ஆறு கேள்விகளுக்கும் தெரியவில்லை என்றுதான் அலாத்தில் அந்த நாற்பது கேள்விகளில் முப்பத்தி கேள்விகளுக்கும் பதில் தெரியவில்லை என்றுதான் சொன்னீர்கள் நான்கு கேள்விகளுக்கு மாத்திரம் தெரிந்து எதற்கு நீங்கள் மெம்பர் படையில் அமர்ந்திருக்கின்ற பொழுது உமரது சொன்னார்களாம் அந்த நான்கு கேள்விகளுக்கு பதில் தெரிந்ததனால்தான் நான்கு படி ஏறி அமர்ந்திருக்கின்றேன் என்று சொல்லிக்காட்டினார்கள் 30 நாற்பது நாற்பது விலகி விடுவார்கள் வரலாற்றில் காங்கலாம் அல்லாஹு திருமையை சொல்லிவான் அல்லாவூர் நல்ல எப்படி இருப்பார்கள் அவருடைய வாழ்க்கையை எவ்வாறு நினைத்து இருப்பாங்க என்று பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் அல்லாவினுடைய இருக்கும் அடுத்ததாக நரகத்தை நினைத்து அவர்கள் அல்லாவை பயந்து கொண்டிருப்பார்கள் பயந்து வாழ்பவர்களாக இருக்கின்றார்கள் இன்றைய காலகட்டத்தில் நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நரகத்தினுடைய பயன் நம்ம இருக்கின்றதா இரவனுடைய அகாபு நம்ம இருக்கின்றதா இரவனுடைய அச்சம் நம்ம இடத்தில் என்று பார்த்தோம் என்று சொன்னால் நல்லவர்கள் எப்படி இருப்பார்கள் அறிந்து கொண்டிருப்பார்கள் இரவில் உஷாவுடைய நேரத்தில் அமர்ந்துகின்றார்கள் அமர்ந்தது மாத்திரமல்லாமல் ஹவுதில் உள்ள செய்வதற்காக தன்னுடைய கையை விழுகின்றார்கள் அப்படி சமயத்தில் அவர்களுக்கு நரகத்தினுடைய நினைப்பு வருகின்றது அவர்களுக்கு நரகத்தினுடைய நினைப்பு வருகின்றது சுப்பு அறைக்கும் அவர்கள் தன்னுடைய அவதில் இருந்து எடுக்காமல் அந்த நரகத்தினுடைய நினைப்பை நினைத்துக் கொண்டே இருந்தார்கள் வரலாற்றை வருகின்றார் வருகின்றார்ந்தது கையை விடுகின்ற பொது இறைவனுடைய நினைவு நினைவுக்கு வருகின்றது நரகத்தினுடைய நினைப்பு நினைவில் வந்திருந்தது என்று சொல்லி அது மாற்றம் சொல்வார்கள் அல்லாஹால சொல்லுவான் அல்லவா ஜாஹிம பல்லு சுமல் சொல்லு இவனை இறைவன் சொல்லுவான் அந்த நரகத்தினுடைய சொல்லுவான் இவனை பிரியுங்கள் பிடித்து நரகத்தில் தள்ளுங்கள் என்று இறைவன் சொல்லிக் காட்டுவான் எனக்கு நினைவுக்கு வந்தது என்று சொல்லிக்காட்டு மாற்றம் அல்லாமல் இறைவனுடைய பிடி எவ்வாறு இருக்கும் கடுமையானதாக இருக்கும் அல்லவா அதற்காகத்தான் நான் நரகத்தை நினைத்து நான் அமர்ந்து விட்டேன் சுபுக முழுக்க அழுது கொண்டிருந்தார் என்ற வரலாற்று காணலாம் நரகம் கேட்குமாம் நரகம் வந்து இறைவனத்தில் கேட்குமா நினி இறைவனுடைய நினைத்தார் என்ற வரலாற்றில் நம்மிடத்தில் ஒரு கை அதாவது நம் உலகத்தில் இருக்கின்ற பொழுது ஏதாவது ஒரு வேலை செய்கின்ற பொழுது நம்முடைய கைகளில் தீ ஏதாவது அந்த காயத்தின் மூலமாக சரி செய்வதற்கு எவ்வாறு எல்லாம் கையாண்டு அப்படியானால் இறைவனுடைய இருக்கும் ஒரு சிறிய காயத்தையும் கூட நம்மால் பொருட்படுத்த முடியவில்லையே இறைவனுடைய அதாபு எவ்வாறு இருக்கும் என்று நினைத்துக் கொண்டு நல்லவர்கள் வாழ்த்தார்கள் என்ற வரலாற்றில் சொல்லி காட்டுவார்கள் செய்தினா உமரதி அல்லாஹ் அவர்கள் கண்களில் இருந்து அவர்களுடைய கண்களில் கூட விழுந்திருக்குமாம் கண்களில் கூட விழுந்திருக்குமாம் நம்ம அதிக பார்க்கலாம் அதாவது நெற்றி இருக்கும் அதே போன்று உமரது அல்லாத கண்களில் கூட விழுந்திருக்குமாம் இதை பற்றி கேட்கின்ற பொழுது அவர்களுடைய கடைசி தருணத்தில் அவர்களை கட்டில் படுத்து வைக்கின்றார்கள் சகாபாக்கள் அப்படி வைக்கின்ற பொழுதும் கூட அவர்கள் சொல்லுகின்றார்கள் அந்த கதைசி தருணத்திலும் கூட என்னை கட்டிலில் பழுக்க வைக்காதீர்கள் என்னை சாதாரணமாக கரையில் படுக்க வைங்கள் எனக்கு நரகத்தினுடைய நினைவுக்கு வருகின்றது சொல்லுவான் சோனத்தை தருவான் என்று உமரதேவாகத்தான் அவர்கள் சொன்னார் என்று நாம் வரலாற்றிக் காணலாம் ஆனா வாழ்கின்ற பொழுதும் கூட அந்த கடைசி தருணத்திலும் கூட கடைசி தருணத்திலும் கூட சகாபாக்கள் எவ்வாறு வாழ்ந்தார் என்று சொன்னால் இறவனுடைய আযਾਬை நினைத்துக்கொண்டுதான் வாழ்ந்து காட்டினார்கள் நல்லவர்களும் அப்படிதான் வாழ்ந்து காட்டினார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இறவனுடைய அச்சம் நம்மிடத்தில் இருக்கின்றதா இறவனுடைய பயம் நம்மிடத்தில் இருக்கின்றதா நாம் எப்பாரெல்லாம் நন্দಿಕೊಂಡிருக்கின்றோம் ஒருவனைப் பட்டு இன்னொருவனிடில் கள்வி குடிக்கின்றோம் ஒருவனைப் பட்டு இன்னொருவன் பொறம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் வீட் பட்டு கள் பேசுகின்றோம் பொறம் பேசுகின்றோம் அடே எல்லாவற்றையும் பேசிக்கொண்டு நாம் சாதாரணமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம் இருக்கும் என்று தெரியும் அப்படி தெரிந்தும் கூட நாம் உலகத்தில் ஒருவனை கோல் செல்லிக்கொண்டும் உறவு பேசிக்கொண்டு நல்லவர்கள் அல்ல தாபாக்கள் அப்படி வாழ்ந்தவர்களாக தரத்திலும் அல்ல பெருமக்கள் நமக்கு துள்ளி தருவார்கள் இத்தகைய நெருவலுக்கான வழிமுறையை அடிப்படையில் செய்யக்கூடியவர்கள் உலகத்தில் அவர்கள் குறிப்பிடுகின்ற நேர்மதியின் அடிப்படையில் செய்யக்கூடியவர்கள் குறைவான நபர்கள் தான் உலகத்தில் உலகத்தில் குறைவான கவலைப்படாதீர்கள் அடுத்ததாக சொல்லிக்காட்டுவார்கள் பெருமக்கள் குறைவாக இருக்கின்றார்கள் ஏற்படாது என்று நீங்கள் யோசிக்க வேண்டாம் அதை பற்றி என்று பெருமக்கள் அதே போன்று சொல்வார்கள் அடுத்ததாக அடிப்படையில் பெரும் கூட்டம் இருக்கின்றது அவர்கள் எல்லாம் அவர்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடியவர்கள் என்று சொல்லி காட்டுவார்கள் பெருமக்கள் ஆனால் அதை அடிப்படையாக வைத்து நம்முடைய வாழ்க்கையை ஆக்கினோம் என்று சொன்னால் சீராக அமையும் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள் அடுத்ததாக பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள் வாழ்கின்றார்களோ இத பெற்றிருப்பார்களோ அவர்களோடு நீங்கள் அதிகமாக தொடர்ந்து கொண்டு கொள்ளுங்கள் அவர்களோடு அதிகமாக நீங்கள் தேர்ந்து இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக் காட்டுவார்கள் அல்லாஹலாத்தின் திருமணம் சொல்லிக் காட்டுவான் சாதிக்கீன் நீங்கள் உண்மையாளர்களோடு அவர்களோடு இறைவன் அறிந்தவர்களோடு இருங்கள் என்று அல்லாஹத்தாலா சொல்லி உதாரணமாக நாம் சொல்ல போனால் அத்தர் வியாபாரியிடம் நாம் சேர்ந்து இருந்தோம் என்று சொன்னால் அந்த அத்தருடைய மனம் நம்மிடம் ஏற்படும் பலமொழி சொல்வார்கள் அல்லவா பூவோடு சேர்ந்து யாரும் மனக்கும் என்று அல்லவா அதே போன்று சேர்ந்து அதாவது நல்லவர்களோடு சேர்ந்து நாம் இருந்தோம் என்று சொன்னால் அவருடைய தோல்மை நாம் ஏற்படுத்தோம் அவருடைய தோல்மைக்கு நாம் கட்டுப்பட்டு இருந்தோம் என்று சொன்னால் அவருடைய பண்பும் நம்மிட்டு வரும் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லிக் காட்டுவார்கள் நினைக்கின்றோம் அடுத்ததாக சொல்வார்கள் அப்படி நீங்கள் அல்லாவோட சேர்ந்து இருக்குவதற்கு ஆற்றல் இல்லை சக்தி இல்லை என்று சொன்னால் தக்குதிரூ அந்த மணல் தக்குதிரூ அந்த கூண மணல் அல்லாவோடு சேர்ந்து இருப்பதற்கு உங்களுக்கு சக்தி இல்லை ஆற்றல் அவனுடைய தோழமை நீங்கள் உண்டாக்கி கொள்ளுங்கள் என்று நமக்கு கற்றுத்தருவார்கள் அப்படி அமர்ந்தோம் என்று சொன்னால் அவனுடைய தோழமை நமக்கு ஏற்படும் அவனுடைய பண்புகள் நமக்கு ஏற்படும் என்று சொல்லித் தருவார்கள் இமாம் சொல்வார்கள் ார்கள்யம் எக்கும் எ பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய இதயம் எவ்வாறு இருக்கின்றது அந்த அளவிற்கு நம்முடைய இதயம் இருக்கின்றதா இறைவன் பார்க்க வேண்டும் அப்படி இதயத்தை நாம் சீரோடு அழகாக வாழ்வோம் என்று சொல்லிவார்கள் மனிதர்களுடைய இதயங்களை அல்லாஹுக்கால மாற்றுகின்றான் என்று சொன்னால் அது மூமி மூமினுடைய இதையும் எவ்வாறு இருக்கும் என்று பெருமானார் தொழில்நாளர் சொல்கின்ற பொழுது அல்லாவோடு இணைப்பதற்கு சக்தி பெற்ற சக்தி பெற்ற ஆற்றல் பெற்றவர்களுக்கு அல்லாஹால இதையும் அர்ஷாக இருக்கும் என்று பெருமான தொழிலாளத்தில் சொல்லி காட்டுவார்கள் சொல்லியதால் அவர்கள் பதிவு செய்வார்கள் இறைநேசர் என்பவர்கள் நல்லடியாக தொழுகையும் கூட அவர்கள் தொழுகையிலும் கூட அலட்சியமாக இருந்தவர்களா சரித்தம் காண முடியாது இறைநேசனுடைய அடையாளத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அவரிடத்தில் சொல்லுவார்கள் அதாவது நல்லவர்களிடம் அவளுடைய அற்புதங்களை நாம் தேடக்கூடாது என்று சொல்வார்கள் இறைநேசர்களிடம் நாம் அவளுடைய அற்புதங்களை நாம் காணுவது கூடாது அவர்கள் அப்படி அற்புதம் செய்வார்கள் இப்படி அற்புதம் செய்வார்கள் என்பதெல்லாம் நாம் காணக்கூடாது என்று சொல்லிவார்கள் பதினாறு அமர்ந்து சொல்வார்கள் அவருடைய பாடசாலையில் ஒரு நபர் என்று கூறப்படுகின்றது அந்த பத்து வருடங்களும் திடீர் என்று நான் தாளத்தைத்தை விட்டு நான் எழுந்து போகின்றேன் மதத்தாவில் நான் போகின்றேன் என்று சொல்கின்ற பொழுது துணைதில் பகதார் அவர்கள் கேட்கின்றார்கள் என்று கேட்கின்ற பொழுது அந்த மாணவர் சொல்கின்றார் உங்களிடத்தில் இருக்கின்றேன் எந்த அற்புதமும் கிடையாது என்று சொல்கின்ற பொழுது தயங்கி தயங்கி ஒரு உற்சாகத்திலும் அந்த மாணவன் சொல்கின்ற பொழுது துணைதில் பகதார் அம்தராய சொல்கின்றார்கள் நான் ஒரு பக்தாவோடு தத்வீர் தகரிமா இல்லாமல் என்னை நீ பார்த்திருக்கின்றார்கள் அது மாத்திரம் அல்லாமல் தொகை அது மாத்திரமல்லாமல் அவர்கள் ஒரு தொழுகையும் கூட அவர்கள் தவறவிட மாட்டார்கள் நாம் வேண்டுமானால் தொழுகையில் அலட்சியமாக இருந்து கொண்டிருப்போம் ஆனால் நல்லவர்களும் சரி சகாபாக்களும் சரி பள்ளியில் வந்து ஜமாத்தார்கள் சொல்லலா கூட அந்த சகாபி சொன்னார்கள் யாரோ சொல்லலாம் மலை காலகட்டத்தில் பள்ளிகளுக்கு யாரும் வரமாட்டார்கள் வீடுகளை பெருமாளை சரிகில் அலட்சியமாக இருந்ததால் உருவத்தையோ அல்லது பணத்தையோ செல்வத்தையோ பார்க்க மாட்டான் எந்த ஒருக்கும் அனுமாளிக்கும் மாறாக உங்களுடைய இதயத்தை தான் பார்ப்பார் உங்களுடைய நீயத்தை தான் பார்ப்பார் உங்களுடைய எண்ணத்தை தான் பார்ப்பான் அது மாத்திரமல்லாமல் உங்களுடைய செயல்களையும் பார்ப்பான் என்று பெருமானா சொல்லலாற்றின் சொல்லிக்காட்டுவார்கள் நாம் வாழ்கின்ற பொழுது நல்லவர்களோடு சேர்ந்து இருந்தது மாத்திரமல்லாமல் நல்ல வார்த்தைகளை பேசி நல்லவர்களோடு தொடர்பை உண்டாக்க வேண்டும் உலகத்தில் வாழக்கூடிய காலம் குறைவுதான் ஆனால் அந்த குறைவான காலத்திலும் கூட நிறைவாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் அனைவருக்கும் தர வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல மக்களாக உள்ள ரஹ்மான் உங்களையும் பாக்கியத்தையும் மறைந்து அரசாக்க செய்யக்கூடிய மதினா முனவரா சென்று பெருமானோட ரவுரா சிறைப்பில் சென்று குடும்பத்தோர் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் உள்ள ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் தந்தரக்கூடிய என்று